Hi friends, welcome to our channel வளர்ச்சோம் அத வந்து அப்புறம் மேல உள்ளதை தனித்தனியா எடுத்து பாட்டுல வச்சோம்னா ரொம்ப நல்லா அதே மாதிரி மறுபடியும் க்ரோத் ஆகிக்கும் நம்ம அறுவடை பண்ணிட்டு மறுபடியும் அதை விதையோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த நாத்து எடுத்து உண்னாலே போதும் அறுவடை பண்ணி அதுல எவ்வளவுக்கு அந்த வெட்டி வேற அறுவடை பண்ணி எவ்வளவு நம்ம பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் நம்மளோட வெட்டி செடி இப்ப மேல உள்ளதெல்லாம் கட் பண்ணிட்டு கீழேதான் நம்மளுக்கு வேர் இருக்கும் இப்ப நம்ம அதற்க போறோம் மேல இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம் வெட்டி எடுத்தாச்சு நம்மளுக்கு வந்து வெட்டி வேர்ல எதுவுமே வேஸ்ட் கிடையாது ஏன்னா இந்த பில்லும் நமக்கு யூஸ் தான் இது நம்ம வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்ப புகை போடுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது இதுவும் வேஸ்ட் இல்ல இது வந்து நமக்கு நம்ம அப்படியே நிலத்திலும் வச்சிருவாங்க இன்னொரு விதம் சாக்கு பையில போட்டு வைப்பாங்க நிலத்துல வைக்கிறது வந்து டிராக்டர் விட்டு எடுப்பாங்க கோணி பை இந்த அரிசி சாக்கு சொல்லுவாங்க அரிசி சாக்குல இதை செய்யுங்க ஏன்னா கட் பண்ணி நம்ம தூக்கி போட்டுலாம் வேற மட்டும் நம்ம பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் பத்து நிமிஷமா நான் இது கூட போராடி இப்பதான் அதை எடுத்திருக்கேன் இப்ப நான் கமிட்டி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு வேற இத மண்ணெல்லாம் தட்டி விட்டுலாம் மனமா இருக்கு வெட்டி வேரோட வாசம் நல்லாவே வெளியே வருது ம்மஸ் நல்ல முடி வளர்ச்சி ஆகும் இது வந்து நல்ல குளிர்ச்சி ஆனத்தண்ண போட்டு குடிப்பாங்க ஒரு துணியில கட்டி அதை தண்ணிக்குள்ள போட்டு குடிக்கணும் குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இம்யூன் பவர் அதிகமா இருக்கும் கால்வாசிதான் எடுத்திருப்பேன் வேர் கிடைக்கும் எல்லா இதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இத அலசிட்டு இப்ப வந்து நான் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் தண்ணியில இந்த வெட்டி வேறு வச்சுக்கலாம் எல்லாருமே நம்ம வீட்டுல ஒரு ஒரு தொட்டியில எடுத்து வச்சோம்னாலே நமக்கு வருஷத்துக்கே போதும் இந்த வெட்டி வேறு இதுவே இவ்வளவு இருக்கு கடையில போய் கேட்டோம்னா கிராம கணக்குல தான் கொடுப்பான் அதுமே ரொம்ப விலை அதிகமா சொல்லுவாங்க இதே மாதிரி எல்லாருமே உங்க வீட்டுல வெட்டி வேறு செடி போட்டு எடுத்து அரிசி வெட்டிவேரு காய வச்சு எடுத்து வச்சிருக்கு